Hi, எல்லாருக்கும் வணக்கம் வியர்வர்னா ஃப்ரம் சிறுமுகை காயமுட்ட டிஸ்ட்ரிக்ட் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது சூப்பரான பார்டர்லெஸ் ஆஃப் செல் சாரீஸுங்க வாங்க ஒவ்வொரு சாரீஸாக நம்ம பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு சாரீ நம்பர் த்ரீ சிக்ஸ்டி பாடி ஆஃப் சாரீ மஸ்ட் எல்லோங்க பலூன் ப்ளவுஸ் பிங்க்குங்க இது வந்து பிங்கிஷ் ஆரஞ்சில் இருக்குது டபுள் ஷேடுங்க பார்டர்லஸ் ஸேரீ பாடியில் வரக்கூடிய புட்டா ஒரு ரோ சில்வர் ஜெரீலியும் ஒரு ரோ கோல்டு ஜெரீலியும் இருக்குதுங்க ப்ளவுஸ் பிளைனாக இருக்குதுங்க இந்த சாரியுடைய ப்ரைஸ் ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஓன்லி இந்த ஸாரீ உங்களுக்கு கிடைக்குங்க எல்லாமே சூப்பர் குவாலிட்டி ஸாரீஸ் சூப்பர் கலர் காம்பினேஷன்ஸில் இருக்கக்கூடியதுங்க நெக்ஸ்ட்டு சாரீ நம்பர் த்ரீ அண்ட் இந்த சாரீஸ் எல்லாமே ஹேண்ட்லூம் மேடுங்க தீஸ் ஆர் ஆல் ஹேண்ட்லூம் மேட் பியூர் சில்க் சாரீஸ் கம்மிங் வித் சில்க் மார்க் சர்டிஃபைடு கைத்தறியில் நெசவு பண்ணால் ப்யூர் சில்க் சாரீங்க ஒவ்வொரு சாரீ கூடையும் கட்டாயம் சில்க் மார்க் டேக் வந்துடுங்க சேம் பேட்டர்னில் நம்ம பார்க்குற நெக்ஸ்ட் சாரீ பாடி ஆஃப் சாரி ரானி பிங்க் கலர் பலூன் ப்ளவுஸ் க்ரீன் கலருங்க பேக் சைட் பாருங்கள் அந்த புட்டா ஸ் மேங்கோ புட்டா வந்து எவ்வளோ தூரம் இருக்குது அப்படிங்கிறது நீங்களே பார்த்துக்கலாம் உள்சுத்துக்கு மட்டும் புட்டா வராதுங்க மத்தபடி ஆல் ஓவர் த பாடி புட்டா கண்டிப்பா இருக்கும் சேம் பேட்டன் நெக்ஸ்ட் 362 த்ரீ சிக்ஸ்டி டூ பாடி ஆஃப் சேரீ ராயல் ப்ளூ பலூன் ப்ளவுஸ் பிங்கிஷ் ஆரெஞ்ச் பாடியில் வரக்கூடிய புட்டா ஒரு ரூபா சில்வர் ஜரி ஒரு ரூபா கோல்டு சரியில் இருக்குங்க இந்த சாரீஸில் டசல்ஸ் போடலைங்க சில ஸாரீஸில் மட்டும் டசல்ஸ் போடலை உங்களுக்கு டசல்ஸ் வேணும்னா சொல்லுங்கள் நம்ம போட்டு சென்ட் பண்ணுறோம் டசல்ஸ் போடுறதுக்கு மட்டும் ஒன் டே எக்ஸ்ட்ரா எங்களுக்கு வேணுங்க நெக்ஸ்ட்டு சாரி நம்பர் த்ரீ சிக்ஸ்டி த்ரீ வொடியப் சாரீ பெய்ஜ் கலர் சேம் பேட்டர் தாங்க பல்லுவன் ப்ளவுஸ் ராமர் கிரீன் சூப்பர் கலர் காம்பினேஷனுங்க இது ப்ளவுஸ் ஸாரீயுடைய லென்த்து கண்டிப்பாக சிக்ஸ் பாயிண்ட் டூ மீட்டர்ஸ் அபவ் தாங்க இருக்கும் இன்க்ளூடிங் ப்ளவுஸ் ப்ளவுஸுடைய லென்த்து கண்டிப்பாக செவன்ட்டி சென்டிமீட்டர் அதிகமாக தாங்க இருக்கும் வித் ஆஃப் த சேரீ 45.5 ஃபைவ் பாயிண்ட் இருக்குங்க same pattern நெக்ஸ்ட் சேரீ த்ரீ இது வந்து கோல்டன் எல்லோ கலரில் இருக்கு body ஆஃப் சாரீ கோல்டன் pallu and blouse green கலருங்க இந்த green color வந்து ஒரு பேஸ்டல் க்ரீனில் தான் இருக்கும் போட்டால் சேம் கோல்ட் அண்டு சில்வர் சரீலாம் ஆல்டர்னேட்டிவாக வருங்க எல்லாமே ஃப்ரெஷ் சாரீங்க கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் அவைலபிளாக இருக்குதுங்க கேஷ் ஆன் டெலிவரிக்கு extra charges வரும் அந்த எக்ஸ்ட்ரா சார்ஜஸ்ஸை சாரீ புக் பண்ணும்போது நீங்கள் pay பண்ணால் மட்டும்தான் எங்களால் கேஷ் ஆன் டெலிவரியில் book பண்ண முடியும் சாரீ நம்பர் த்ரீ நெக்ஸ்ட் பேட்டர்னில் சாரீ பார்க்குறோம் இதில் பழுவன் பிளவுஸ் க்ரீன் கலர் சேம் இதுவும் பேஸ்டல் க்ரீன் தாங்க பாடி ஆஃப் சாரீ பிங்க் கலர் ரானி பிங்க் கலரில் இருக்குங்க ப்ளவுஸ் பாடியில் வரக்கூடிய புட்டா சில்வர் அண்டு கோல்டு சரி ஆல்டர்னேட்டிவாக வருங்க ஈவன் ஒரே சரி அதாவது ஒரே புட்டாவில் பார்த்துட்டிங்கன்னா Um, maximum gold சரியும் மினிமம் சில்வர் ஜரியும் இருக்க புட்டாக இருக்குது தென் மேக்ஸிமம் சில்வரில் மினிமம் கோல்டு அந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவாக வருங்க சேம் பேட்டர்னில் நெக்ஸ்ட்டு சாரீ த்ரீ சிக்ஸ்டி சிக்ஸ் ஸாரீ நம்பர் த்ரீ சிக்ஸ்டி சிக்ஸ் ஸாரியுடைய ப்ரைஸ் ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஓன்லி ஐயாயிரத்தி அறநூறு ரூபாய்க்கு இந்த சேரீ உங்களுக்கு ஆல் ஓவர் இண்டியா ஃப்ரீ ஷிப்பிங்கில் இப்போ நீங்க பாக்கிறது பல்லுவன் பிளவுஸ் டபுள் ஷேட்ல இருக்கக்கூடியதுங்க பிங்கிஷ் ஆரெஞ்ச் பாடி ஆப் சாரி பிங்கிஷ் ஆரெஞ்சுங்க பல்லுவன் பிளவுஸ் கிரீன் கலருங்க இன்டர்நேஷனல் ஷிப்பிங் அவைலபிள் இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங்க் சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா வருங்க சேரி நம்பர் த்ரீ இது வந்து ஒரு ரேடியம் கிரீன்ல இருக்குங்க Body of sari, Radium Green, Pallu பாடி ஆஃப் சாரி ரேடியம் க்ரீன் பல்லுவன் பிளவுஸ் பிங்கிஷ் ஆரெஞ்ச் ஏற்கனவே சொன்ன மாதிரி தாங்க கோல்டு அண்ட் சில்வர் ஆல்டர்னேட்டிவாக வரும் Silver மீனா Gold, Gold கோல்டு Silver zari, சரி அப்படின்னு ஆல்டர்னேட்டிவா நம்ம பண்ணியிருக்கோம் சேம் பேட்டர்ல நெக்ஸ்ட் சாரிங்க சாரி நம்பர் த்ரீ சிக்ஸ்டி எயிட் இந்த சாரீஸ் எல்லாமே வந்து நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக தான் புக் பண்ண முடியுங்க அதுவும் மார்னிங் லெவன் ஓ கிளாக் வீடியோ இப்போ நீங்கள் வீடியோ லெவன் ஓ கிளாக் பார்த்துட்ருக்கீங்க அந்த லெவன் பார்த்துட்டு அது மூலமாக தான் நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணுங்க நீங்கள் ஒன்றா பிக்சர் அனுப்பி கேட்கலாம் இல்லை அப்படின்னா இந்த சாரியுடைய நம்பர் சென்ட் பண்ணி நீங்கள் புக் பண்ண சொல்லலாம் இப்போ நீங்கள் பார்க்குறது பாடி ஆஃப் சாரீ கோல்டன் எல்லோ பல்லூன் ப்ளவுஸ் க்ரீன் கலருங்க பேஸ்டல் க்ரீன் தான் நெக்ஸ்ட் சாரி நம்பர் த்ரீ பாடி ஆஃப் சாரி இங்கு ப்ளூ பலூன் பிளவுஸ் ரெட் கலர் இந்த பாடியில் வரக்கூடிய புட்டா ஒரு ரோ சில்வர் ஜெரீலியும் ஒரு ரோ கோல்டு ஜெரீலியும் இருக்கும் ப்ளவுஸ் பாருங்க சாரரி நெக்ஸ்டு டிசைனில்ங்க ஸாரீ நம்பர் த்ரீ செவன்ட்டி பழுவன் ப்ளவுஸ் ராமர் கிரீன் பாடியில் வரக்கூடிய புட்டா ஒரு ரூபா சில்வர் ஜரி ஒரு ரோ கோல்டு ஜரியில் இருக்குங்க பாடி ஆஃப் சேரீ கலர் வந்து சாக்லேட் கலர்லேயே வந்து லைட் சாக்லேட் கலருங்க அதாவது ப்ரவுன்லேயே வந்து லைட் ப்ரவுன் கலர் ரிட்டன் பாலிசி பொறுத்த வரைக்கும் சாரி உங்களுக்கு டேமேஜாக வந்தது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எங்களை அப்ரோச் பண்ணலாம் unboxing அன்பாக்சிங் ஓட ஸாரீ நம்பர் 371, same ஒன் சேம் பேட்டன் தாங்க பலூன் ப்ளவுஸ் ராமர் கிரீன் body of சாரீ violet color இது வந்து கைத்தறி புடவை அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக சின்ன சின்ன கைத்தறி மார்க்ஸ் இருக்குங்க ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சரீலையே பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து பிளாக் கலர் காம்பினேஷன் இருக்கிறதுனால அங்கே அங்கே பிளாக் கலர் த்ரெட்டு வந்து விசிபிளாக இருக்குங்க இது வந்து கைத்தறியில் கண்டிப்பாக யூஸ்வலாக நடக்கக்கூடிய ஒன்று தான் இது வந்து டேமேஜ் இல்லைங்க இந்த மாதிரி சின்ன சின்ன கைத்தறி மார்க்ஸ் வந்து கண்டிப்பாக கைத்தறி புடவைகளில் இருக்கும் நெக்ஸ்ட்டு சேரீ நம்பர் த்ரீ செவன்ட்டி டூ பாடி ஆஃப் சாரி பிங்க் கலருங்க பல்ல ப்ளவுஸ் கோல்டன் எல்லோ வரக்கூடிய புட்டா ஒரு ரோ சில்வர் ஜெரி ஒரு ரோ கோல்டு ஜெரீல இருக்குங்க இங்கே பார்த்துட்டிங்கன்னா ஃப்ளார் இருக்கும் அந்த ஃப்ளாருக்கு மேலே இன்னொரு ஒரு மொட்டு மாதிரி இருக்கும் ஸோ அதிலே பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஃப்ளார் வந்து பார்த்துட்டிங்கன்னா சில்வர் ஜரி கோல்டு அதுக்கு மேல இருக்கிறது அப்படியே ஆப்போசிட் ஜரி கலரில் இருக்கும் சோ ஒரே புட்டால ரெண்டு ஜரியுமே நம்ம யூஸ் பண்ணிருக்கோம் சாரி நம்பர் த்ரீ செவன்டி த்ரீ பாடி ஆஃப் சேரி ராயல் ப்ளூ பல்லன் பிளவுஸ் எல்லோ கலருங்க சோ இந்த புட்டா இந்த பாடியில் வரக்கூடிய புட்டா பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் நான் என்ன கலர் சொல்றேன் என்ன சரி சொல்றேன் அப்படிங்கிறது இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெளிவா தெரியும் நெக்ஸ்ட் சாரி நம்பர் த்ரீ செவன்டி ஃபோர் கலர் பாடி ஆஃப் சாரி ராமர் கிரீன் கலர் நெக்ஸ்ட் சாரி பாத்திரலாங்க த்ரீ செவன்டி பலர்ன் ப்ளவுஸ் ராயல் ப்ளூ பாடி ஆஃப் சாரி டபுள் ஷேடிங்கு பிங்கிஷ் ஆரேஞ்ச் இது வந்து நெக்ஸ்ட் பேட்டர்னில் இருக்கக்கூடியது ஒரு ரோஸ் இருக்கிற மாதிரி இருக்குது ஒரு ஒரு சில்வர் ஜரிலையும் ஒரு ஒரு கோல்டு ஜரீலேயும் பொட்டாஸ் இருக்குங்க கால்ஸ் அவாய்ட் பண்ணிடுங்க மெசேஜ் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை வரும் ஒரு மெசேஜ் பண்ணுறிங்க அப்படின்னா எங்கள் ரிப்ளைக்கு வெயிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக எங்ககிட்டேருந்து ரிப்ளை உங்களுக்கு வரும் சாரி நம்பர் த்ரீ செவன்டி சிக்ஸ் இதுக்கு முன்னாடி பார்த்தது ஒரு ரோஸ் அப்படின்னா இந்த டிசைனில் வந்து டூ ரோஸஸ் வந்து இருக்கிற மாதிரி இருக்குது ஒரே பூட்டாவில் பலன் ப்ளவுஸ் ப்ரவுன் கலர் பாடி ஆஃப் சேரீ டபுள் ஷேடுங்க அதாவது பிங்க்கும் வரும் எல்லோவும் வரும் பிங்க் அண்ட் எல்லோ காம்பினேஷனில் இருக்கக்கூடிய இதுங்க இது டபுள் ஷேட் கலர் சரி பார்த்துட்டிங்கன்னா சில்வர் அண்ட் கோல்டு இந்த ரெண்டுலேயுமே ஆல்டர்னேட்டிவாக புட்டாஸ் வருங்க நெக்ஸ்ட் சாரி நம்பர் த்ரீ செவன்டி செவன் பாடி ஆஃப் சேரீ க்ரீன் கலர் பலன் ப்ளவுஸ் பிங்க் கலருங்க பாடியில் வரக்கூடிய புட்ட ஒரு ரோ சில்வர் சரி ஒரு ரோ கோல்டு சரீல இருக்குங்க பிளவுஸ் அண்டு தனியிலேருந்து வரக்கூடிய சேரீ வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய சேரீ வந்து கொஞ்சம் ஸ்டிஃபாக தாங்க இருக்கும் இது மழைக்காலம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் அப்படி ஸ்டிஃபாக தாங்க வரும் சேரீ நம்பர் த்ரீ செவன்ட்டி எயிட் ஸோ அது சாஃப்டாக இல்லையே இது ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கே அப்படிங்கிறது நீங்கள் வந்து டவுட் படவே வேண்டாம் ஸோ ரெய்னிங் சீசன் அப்படிங்கும் போது கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் நெய்வாங்க ஸோ அப்படி நெய்யும் போது உங்களுக்கு அந்த சேரீ வந்து கொஞ்சம் ஸ்டிஃபாக தான் வரும் இப்போ நீங்கள் பார்க்குறது பல்லுவன் ப்ளவுஸ் பிங்க் கலர் body பாடி ஆஃப் சாரி ராமர் கிரீன் புட்டா சில்வர் அண்டு கோல்டு சரீலாம் ஆல்டர்னேட்டிவாக வருதுங்க சாரி நம்பர் த்ரீ செவன்டி நைன் பலவன் ப்ளவுஸ் கிரீன் அண்ட் எல்லோ double இருக்குதுங்க டபுள் ஷேடு தான் கிரீன் அண்ட் எல்லோ காம்பினேஷன் ரேடியம் க்ரீனும் எல்லோவும் பாடி ஆஃப் சாரி பிங்க் கலர் சாரி நம்பர் த்ரீ எயிட்டி சேம் பேட்டர் தாங்க body of சாரி ராயல் BLUE இதில் பழுவன் பிளவுஸ் எல்லோ AND GREEN COMBINATION தாங்க எல்லா சாரீஸ்லையுமே பிளவுஸ் வந்து பிளைனாக இருக்குங்க அண்ட் கான்ட்ராஸ்டாக இருக்கு எக்ஸ்ட்ரா எந்த ஒர்க் வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் ஸேரீ நம்பர் த்ரீ எயிட்டி ஒன் இதில் பலூன் ப்ளவுஸ் நேவி ப்ளூ பாடி ஆஃப் சாரி ராணி பிங்க் கலர் இதில் வரக்கூடிய புட்டா ஒரு ரோ சில்வர் ஜரியும் ஒரு ரோ கோல்டு ஜரிலேயும் இருக்குதுங்க சாரீஸ் வந்து மோர் தென் ட்வெண்ட்டி ஃபைவ் சாரீஸ் இருக்கிறதுனால வந்து கொஞ்சம் வேக வேகமாக ஓப்பன் பண்ணி காட்டுற மாதிரி இருக்குதுங்க சாரி நம்பர் 382 எயிட்டி டூ பாடி ஆஃப் சேரீ க்ரீன் கலர் டார்க் க்ரீன் பலுவன் ப்ளவுஸ் மெஜந்தா கலர் கொஞ்சம் டார்க் மெஜந்தாவாக இருக்கும் ரெண்டுமே கொஞ்சம் டார்க் காம்பினேஷன் தாங்க நெக்ஸ்ட் சாரி நம்பர் 383 எயிட்டி த்ரீ பாடி ஆஃப் சாரி பிங்கிஷ் ஆரஞ்சு அதே மாதிரி பிடிச்சதுன்னா வாட்ஸ்அப் மூலமா நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க மெசேஜ் பண்ணுங்க சாரி நம்பர் த்ரீ எயிட்டி ஃபோர் வடியஃப் சேரீ ரெட் கலர் பல்லுவன் ப்ளவுஸ் ராயல் ப்ளூங்க அதே மாதிரி வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் கஸ்டமர் அண்ட் ரீசேலர் ஹோல்சேலர் எந்த WhatsApp நம்பருக்கு எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கிற நம்பர் டீடைலாக கொடுத்துருக்கோம் அதை பார்த்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் இப்போ நாங்கள் காட்டுற சேரீஸ் எல்லாமே மேக்ஸிமம் பார்த்துட்டிங்கன்னா கஸ்டமர்ஸ்க்கான சாரீஸ் தாங்க ரீசேலர் அண்டு ஹோல்சேலருக்கு செப்ரேட் கலெக்ஷன்ஸ் இருக்குது சாரி no. நம்பர் 385 எயிட்டி ஃபைவ் சூப்பரான கலர் காம்பினேஷனுங்க பாடி ஆஃப் சேரீ பீச் கலர் பலூன் ப்ளவுஸ் கிரே கலருங்க பாடியில் வரக்கூடிய புட்டா சில்வர் அண்டு கோல்டு டெஸ்ட் சரியில் ஆல்டர்னேட்டிவாக வருங்க அதே மாதிரி வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து கொடுத்துருக்கோங்க அந்த லிங்க் யூஸ் பண்ணி நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் கூட ஜாயின் பண்ணிக்கலாம் சப்போஸ் அந்த லிங்க் வந்து ஃபுல்லாக இருந்ததுன்னா வாட்ஸ்அப் நம்பர் யூஸ் பண்ணி நீங்கள் மெசேஜ் பண்ணி இன்னொரு லிங்க் வாங்கி கூட ஜாயின் பண்ணிக்கலாங்க நெக்ஸ்ட்டு சேரீ நம்பர் 386 எயிட்டி சிக்ஸ் நெக்ஸ்ட்டு பேட்டனில் இருக்கக்கூடிய இதில் பாடி ஆஃப் சாரி red கலரும் பல்லுவன் ப்ளவுஸ் ராயல் ப்ளூ கலரும் இருக்குதுங்க பாடியில் வரக்கூடிய புட்டை சில்வர் அண்டு கோல்டு சரீல ஆல்டர்னேட்டிவாக வருதுங்க எதுக்கு WhatsApp group யூஸ் பண்ணி ஜாயின் பண்ண சொல்கிறோம் அப்படின்னா நம்ம எந்த ஒரு இன்ஃபர்மேஷனாக இருந்தாலுமே நம்ம குரூப்பில் தாங்க ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம நோட்டிஃபிகேஷன் கொடுப்போம் எந்த வீடியோ என்ன சாரீஸ் என்ன ப்ரைஸுக்கு என்ன டைமுக்கு வரப்போகுது அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் அதில் வரும் நீங்கள் அதை பார்த்து கூட நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சாரீஸ் வரப்போகுது உங்களுக்கு ஓகேவான பட்ஜெட்டில் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் அந்த வீடியோ வந்து நீங்கள் அந்த லிங்க் யூஸ் பண்ணி வீடியோ ஓப்பன் பண்ணி பார்த்து எங்கிட்ட புக் பண்ணலாம் வேண்டாம் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அந்த மெசேஜ் மட்டும் பார்த்துட்டு நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்காக தான் நம்ம குரூப்பில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறோம் இப்போ நீங்கள் பார்க்குறது பழுவன் ப்ளவுஸு பிங்கிஷ் ஆரேஞ்ச் body of ஸாரி navy blue, இந்த சேரீ உடைய நம்பர் 387, எயிட்டி செவன் நெக்ஸ்ட் ஸாரீ நம்பர் த்ரீ எயிட்டி எயிட் ஸாரி நம்பர் த்ரீ எயிட்டி எயிட் இதில் முந்தான அந்த ப்ளவுஸ் ராமர் க்ரீன் பாடி ஆஃப் சாரீ பிங்கிஷ் ஆரஞ்சுக்கு டபுள் ஷேடு இதில் வரக்கூடிய புட்டா ஒரு ரோ சில்வர் ஜீரியும் ஒரு ரோ கோல்டு ஜிரிலையும் இருக்குங்க நெக்ஸ்ட் சாரீ நம்பர் த்ரீ எயிட்டி இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் நம்ம மோர் தென் டுவெண்ட்டி ஃபைவ் உங்களுக்கு ஷோ பண்ணியிருக்கோம் சில ஸாரீஸில் பார்த்துட்டீங்க அப்படின்னா டபுள் பீசஸ் டூ பீசஸ் கூட அவைலபிளாக இருக்குங்க பளுவன் பிளவுஸ் ரெட் கலர் பாடி சாரி ப்ளூ கலர் இந்த ஒவ்வொரு சாரியும் சில்க் மார்க்ஸ் சர்ட்டிஃபிகேஷனோடு தாங்க உங்களுக்கு வருது பிடிச்சிருந்ததுன்னா WhatsApp மூலமாக நீங்கள் புக் பண்ணலாங்க you, thank you for watching